அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்லாஹாவின் பேருதவியின் அனைவரின் மீதும் நிலமட்டுமாக வாழக்கூடிய காலங்கள் முழுக்க அல்லாஹூருக்கு கட்டுப்பட்டு வாழும் நன்மக்களாக அல்லாஹரம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக கிரியத்திற்குரிய அல்லாஹவி நல்லடி அறுகிறேன் இன்றைய காலகட்டம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது மனிதர்களுடைய மன நிலைமைகள் எவ்வாறெல்லாம் இருக்கிறது என்பதை நாம் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்றைக்கு மனிதர்களுக்கு மத்தியிலே இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே நல்ல பண்புகள் என்பது நாள்பட குறைந்து கொண்டே இருக்கிறது முஸ்லீம்கள் என்று சொன்னாலே ஒரு காலத்தில் ஒரு பெயர் இருந்தது அவர்கள் நல்லவர்கள் இறக்கம் கொள்ளக்கூடியவர்கள் கடுமையை கையாளாதவர்கள் நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள் மன்னித்து விடக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி மாற்றுமா சோதவர்களுக்கு மத்தியிலுமே என்ன செஞ்சு ஒரு நல்ல பேர்ச்சி ஆனால் இன்னைக்கு அந்த பெயரெல்லாம் எப்படி மாறிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் என்று சொன்னால் அவர்கள் அயோக்கியர்கள் முஸ்லீம்கள் என்று சொன்னால் அவர்கள் சரியில்லாதவர்கள் என்பதை போன்றான கருத்துகள் இன்னைக்கு பரவலாக பரவிப்பட்டிருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே இந்த நல்ல பண்புகளும் நல்ல குணங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அடியோடு அழிந்து கொண்டிருக்கிற அறிமுகம் செய்யறாங்க அறிமுகம் செய்யறாங்க எப்படி அறிமுகம் செய்யறாங்க இந்த உலகத்திலே நல்ல பண்புகளை நல்ல குணங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று வேல்நாயகம் சொல்லலா சொன்னவங்க தங்கரை தாங்கரையே அறிமுகம் செஞ்சாங்க அறிமுகம் செஞ்சது மட்டுமல்ல சகாபாக்களுக்கு மத்திய பல நல்ல பண்புகளை சொல்லி காமிச்சாங்க சொல்லி காமிச்சது மட்டுமல்ல நல்ல பண்புகளோடு நல்ல குணங்களோடு எவ்வாறெல்லாம் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக அனைத்துகளையும் நாயகம் அவங்க தங்க வாழ்க்கையில சாமாக்களுக்கு செய்து காமித்தார்கள் அத்துறை நல்ல பண்புகளையும் பெருமாநா சொல்லாஸ் தங்க நாளுக்குள் அணக்கி வைத்திருந்தார்கள் என்பதுதான் வரலாற்று நிகழ்வுகள் நிறைய இருக்கிறது அல்ல புராணம் சொல்ல போற சொல்ல என்ன சொல்றான் நபிய நாயகமே நீங்க உயர்ந்த பண்பின் மீது நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று பெருமானா சல்லாசம் அவரை பார்த்து அதான் தலை சொல்லி காமிக்கிறான் அப்போ இவரு நல்ல பண்புகள் என்பது ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் தான் அவன் செய்யக்கூடிய அனைத்து அமல்களும் அல்லாத்திலே ஒப்புக்கொள்ளப்படுகிறது ஒரு மனிதனிடத்திலே நல்ல பண்புகள் இல்லை என்று சொன்னால் அவன் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாரகத்திலே முழுமை அடைவதில்லை இன்னைக்கு இஸ்லாமியர்கிட்ட தொழுகை இருக்குதாங்கிட்ட தொழுகை இருக்கு குரான உதவது இருக்கான்னு கேட்டால் உதவது இருக்கு நோய் வைப்பது தர்மம் செய்வது இருக்கிறது நல்ல குணங்கள் இருக்கிறதா கேட்டா இல்லை அதிலும் குறிப்பாக குடுக்கல் வாங்கல் விஷயத்துல பண விஷயங்கள்ல இன்னைக்கு இஸ்லாமியர்கள் ரொம்ப மோசமான வத்திரக புத்திகள் கொண்டவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் அல்லா அத்தகைய செயல்களை மட்டும் நம்மை பாதுகாக்க வேண்டும் ஏன் ஒரு விஷயங்கள் சொன்னா புகாரியலை ஒரு ஹதீஸை பார்த்தோம் அந்த ஹதீஸை பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் ஒரு மிக ஒரு அச்சமே ஏற்பட்டுச்சு நம்ம நாள் இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நமக்குள்ளேயே தொழுகிற அளவுக்கு அந்த புகாரியனுடைய ஹதீஸ் இருந்தது தெரியுமா அறிவிக்கின்றார்கள் சகாபாக்களோடு நாயகம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அமர்ந்து பேசி அப்படி அமர்ந்து பேசி போது திடீரென்று பெருமானா சலல்லா அலிஸ்லம் அவங்க ஒரு விஷயத்தை சகாபாக்களுக்கு என்ன தெரியுமா அலுல் ஜன்ன அருமை தோழர்களே சொர்க்கவாசிகள் யார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அருமை தோழர்களே சொல்லட்டுமா என்றுத்து தாங்களாகவே அதற்கு பதில் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா சொர்க்கவாசிகள் யார் என்று சொன்னால் தகச்சு தொடர்ந்தவர்களை சொல்லலாம் விடிய விடிய பிராண சொல்ல சொல்லா சல்லாசும் அவங்க பெரிய பெரிய கோடான கோடிகளை தர்மம் செஞ்சவங்க சொல்ல சொல்ல அழகா ஒரு வார்த்தையே சொன்னாங்க சொர்க்கவாசிகள் யாரு தெரியுமா பலநீனமான மக்களிடத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள்பவர்தான் நடந்து கொள்கின்ற சொங்கவாசிய பெருமான அழகா சொன்னாங்க பேசுறது வைக்கிறது பழகறதுலாம் நான் இதா இருப்பேன் குடுக்கல் வாங்கல் வந்துச்சுன்னா ரொம்ப மோசமா அதெல்லாம் கரெக்டா இருக்கணும் எனக்கு வந்து கட் அண்ட் ரைட்டா இருக்கணும் பேசிடும் பேசிடுற மாசுல்லா என்ன சொல்றாங்க உண்மையான ஒரு சொர்க்கவாசி யார் தெரியுமா பலவீனமான ஒரு இடத்திலே பண்போடு நடந்து கொள்பவன் சொர்க்கவாசி என்று பெருமானா செல்லாசு அவங்க சொல்லி காமிச்சாங்க சொல்லிட்டு தெரியுமா சொல்லுவாங்க அதுல ஆயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு பின்னாடி நடக்கக்கூடியத கவனிச்சு சொன்னாங்க நம்ம ஒரு ஆர்ட்டி மக்கள் பைத்திய கொடுத்துட்டு கெஞ்சி கெஞ்சி கெட்டு இருக்கான் புதுசா இருப்பான் போல அறிவு இல்லையான்னு தெரியல ரொம்ப ஒரு அப்பாவியான ஆளா இருக்காம்பா அப்படின்ட்டு மக்கள் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க இப்படி எல்லாம் நீங்க நினைப்பீங்க சொல்லிதா மக்கள் எல்லாம் அவரை பத்தி நடப்பாங்க ஆனா அல்லாட்டா அவர் ரொம்ப நெருங்கல தொடர்பில் இருப்பாரு எந்த அளவுக்கு நெருங்கல தொடர்பில் இருப்பாரு அல்லாவின் மீது சத்தியமா இது இப்படிதான் நடக்கும்னு ஒரு விஷயத்த அவர் சொன்னாருன்னா அவருடைய சத்தியத்திற்கு அல்லாஹ் அரபு மதிப்பு கொடுத்து அந்த விஷயத்தை அவ்வாறே நடத்தி அந்த அளவுக்கு அவர் அல்லா கிட்ட நெருங்கினவரா இருப்பாரு எப்படி இருப்பாரு நம்ம இன்னைக்கு எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பணம்னு வந்துருச்சுன்னா என்னென்ன பேச்சு பேசுவாங்க எவ்வளோ கேவலமா நடந்து கொள்ளும் பண விஷயத்துல பலகீனமான மக்கள்கிட்ட நல்ல பன்முகங்களோட நடந்து கொள்ளுங்க பலகீனமானவர்கள்ட்ட நடந்து கொள்ளுங்க அவர்கள் மீது நீங்கள் கடினத்தை கையாளாதீர்கள் என்று பெருமான சொல்லாசம் சொல்றாங்க அடுத்த நாயம் சொல்லாசம் அவங்க சகாபாக்கள்கிட்ட கேட்டாங்க சொல்லட்டுமா சக மக்கள் அமைதியாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு நாயகம் சொல்ல அவங்களே அந்த நரகவாசிக்கு விளக்கம் சொன்னாங்க நரகவாசி யாரு தெரியுமா நரகவாசி யாரு தெரியுமா தான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு என் குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி சேர்த்து வைக்கிறானே கருமி கருமின்னு சொன்னா கஞ்சனை கஞ்சனை தாண்டி உள்ளதா கருமி கஞ்சன் சொன்னாக்கு எடுத்து செலவு செய்வான் தன் பிள்ளைகளுக்கு தன் மனைவி செலவு செய்வான் இன்னொரு ஆள் கொடுக்க மாட்டான் இவன் கஞ்ச அல்லது தேவைப்படுறத கொஞ்சம் குறைச்சு கொள்ளுவான் வாங்கிக்கொள்ளுவான் இவன் கஞ்ச கருமின்னு சொன்னா தாண்ட இருக்கும் வாங்க சொல்ற கருமியும் பணத்தை சேகரித்து வைப்பதுல மட்டுமே கவனம் செலுத்துகின்றான் மனிதன் அப்படிப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் நரகன் செல்லக்கூடியவன்தான் தொழில் பெருமையளித்து இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொருவனும் நரகம் செல்லக்கூடியவன்தான் என்று பெருமான சல்லாசம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஷ் புகாரிலே பதிவு செய்யப்படுகிறது கண்ணியத்திற்குரியவர்களே நாம் சொர்க்கவாசியாக ஆக வேண்டும் சொன்னால் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை தொழுகை நோன்பு குறான உதவது சக்கா கொடுப்பது ஹஜ் செய்வது திக்கர் செய்வது இது செய்ய வேண்டிய கடமை இதையும் நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும் அடியாளர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உடனிருந்த சகோதரர் சகோதரிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அண்டை வீட்டிற்கு செய்ய வேண்டிய கடமைகள் பிறருக்கு ஒரு மனிதன் சரிவர செய்யும் போதுதான் அவன் வாழக்கூடிய காலங்களில் நல்ல பண்புகளோடு நடந்து கொள்ளக்கூடிய பெரும் பாக்கிய தேர்தல் அனைவருக்கும் தருவானாக